என் தங்கச்சி வந்துட்டு அண்ணா இன்னைக்கு அம்மா ஊருக்கு போயிருந்து நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னா என்ன சமைக்கிறேன் அப்படின்னா இல்ல தோசமா கூக்கள் வச்சிருக்கேன் வெந்துச்சுன்னா குளம்பு செஞ்சேன் சொல்லியா ரெடியா